அனைவருக்கும் வணக்கம் குரூட் ஆயில்ல ஒன் மினிட் சாட் பாக்குறோம் மிக டே வந்து ஜூன் செகண்ட் இப்ப டைம் பாத்தீங்கன்னா ஒரு டுவெல் ஓ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் ஒரு டவுன் ட்ரனில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு ஸோ எப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃப்டர் டோல்பியம் என்ன மாதிரி ஒரு கால் வந்து இந்த சார்ட்டில் நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டு வருது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ஸோ இதில் கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் கேண்டல்னுடைய பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து வரும் ஸோ இதில் கமாடி க்ரூடாயில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணுறது ஆஃப்டர் மார்க்கெட் ஒரு டோல்பியம்க்கு அப்புறம் என்ன மாதிரி வருதுன்ட்டு இன்றைக்கி டோல்பியம்க்கு அப்புறம் இன்னும் புதுசா எதுவுமே கால் ஜென்ரேட் ஆகலை இது வந்து ப்ரீவியஸாக ஜென்ரேட் ஆன கால் அப்படியே போய்கிட்டே இருக்குது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு எப்போ நியூ கால் வந்து ஜென்ரேட் ஆகுதுட்டு மார்க்கெட் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் மொமெண்டமில் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு ரேஞ்ச் கிட்டே வரைக்கும் ட்ரேடிங் வந்து போச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு டூ ஓ கிளாக்லேருந்து மார்க்கெட் ரெக்கவரி இப்போ சடனாக ஒரு பெரிய கேண்டில் அதில் பாருங்கள் நமக்கு அந்த பெரிய ரெக்கவரி கொடுக்குது ஸோ கேண்டில் நல்ல ஒரு அப்பர் சைடில் மூவ்மெண்ட் கொடுத்ததுனால மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்ததுனால நமக்கு அப்பர் சைட் ப்ரேக் ஆகுது இந்த ப்ரேக் அவுட் நமக்கு இப்போ ஒரு பைக்கால் ஜெனட் ஆயிருக்கு பைக்கால்ன்றனால பை 8772 செவன் செவன்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு அதுலேருந்து ஸ்ட்ரெயிட் white line இருக்குல்ல அதான் என்ட்ரி பாயிண்ட் கூறிய லைனாக நமக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு மேல இருக்க லைன் தான் டார்கட் லைன் ஸ்கீல இருக்க லைன் வந்து ஸ்டாப்லாஸ் லைன் ஃபஸ்ட் ஆர்ட் வந்து எயிட் செவன் ஒரு டுவெண்ட்டி 2 இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதாவது பிரேக்வுட் நடக்கும்போது எல்லாம் கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் நம்மளுடைய டெய்லி பார்த்துட்டே இருப்பீங்க கால் வரும்போது அதுவே கேண்டில் கலரை மாத்தி என் பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ் கம்ப்ளீட்டான ஒரு டீடெயில் லைவ் மார்க்கெட்ல கொடுக்கும் அதை வச்சு நீங்க இதுல வர ட்ரெண்டை மட்டும் பயன்படுத்தி ஓன் ட்ரேட் பண்ணுவேன் பண்ணிக்கலாம் நிறைய பேர் தெரிஞ்சாலே போதும் நானே ட்ரேட் பண்ணிடுவேன் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க இது ஒரு சப்போர்ட்டிங் டூலா இருந்து ட்ரெண்டை மட்டும் நீங்க பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம் இல்ல இதுல வர கால்ஸை பயன்படுத்தி டூ பாயிண்ட் பிரேக் அவுட் இல்ல ட்வெண்ட்டி பாயிண்ட் அன்னைக்கு என்ன டார்கெட் வருதோ அதை வச்சு ட்ரேட் பண்றதுனால பண்ணிக்கலாம் இந்த சார்ட்டை பண்றீட்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது ஜஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் ஆஃப் ட்ரெயினிங் தான் நமக்கு ஃபஸ்ட்டாக ட்ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுக்குது 8800 தௌசண்ட் ச எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் கிட்ட போக ட்ரை பண்ணிச்சு பட் 8800 தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரொம்ப ரெசிஸ்டன்ஸாக இருந்தனால மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து அங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நமக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு நமக்கு தேவை டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணதான்னு தான் பார்க்கணும் ரொம்ப ஈஸியாகவே அச்சீவ் பண்ணி டுவெண்டி பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஜென்ரேட்டான பைக்கால் ஒர்க் அவுட் ஆட்டாயிருக்கு உங்களுக்கு அந்த சாட் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹையின் மெசேஜ் அனுப்புங்க டீடைல் அனுப்புகிறோம் புடிச்சு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் Thank you